Wana be a younger mana be a wanna be a a man a man a a a a a a a a a a a a a a a a a மாவியே வாகை மொஹமது மாணவியே எங்கள் மாணவியே வல்லவன் தூதரா தோண்டி நிர்வூதலம் வாஞ்சை மிகுந்திடும் போதனை ஓதிலீர் நல்லறை பாதையில் நாளுமே உழைத்திலீர் முதர் முகம் அதில் மாணவியே மது மா எங்கள் மாநியே மாணவிங்க மாணவியே குறன் मुदान आदम जोड़ी येगी दांद मोहम्मद मानबिए दांद मोहम्मद मानबिए मानबिए एंगल मानबिए मानबिए एंगल मानबिए மது மாணவியே மாணவியே எங்கள் புள்ளைகள் தொல்லைகள் தந்தனர் பாதக நாளுமே துன்பத்தை கண்டு in vaangad veer mai o so dar ko hai ye dal muhammad ma nabie ye dal muhammad ma nabie wa nabie engal ma nabie wa nabie engal ma nabie ba hai वान दिए वान दिए यंगल वानेंगे यंगल मान दिए यंगल मान दिए